அம்மாட பா انا நினைச்சு ஆல்டிட்டே இருக்கு அவ நல்லா வந்துருமா அவள போரான்ஸ் ஃபோர் வான்ஸ் ஃபோர் வான்ஸ் ஃபோர் ஆயு காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கம் இதே மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் செட்டஸ் எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாமே நோட்டிபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் முதல்ல கேன்மாஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ அந்த கேன்மாஸ்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கிரேட் நியூ அப்படின் இருக்கும் அதை நீங்கள் செலெக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அஸ்பெக்ட் ப்ரைஸோவில் நாலு லிஸ்ட் இருக்கும் அதை நீங்கள் செலெக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே நெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு வீடியோ எடிட் பண்ண போறீங்களோ அந்த ஃபோட்டோவை எல்லாம் நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கிங்க செலெக்ட் பண்ணிவிட்டு மேலே இண்டாப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்போ வீடியோடைய ஸ்டார்டிங் பியன் வாங்க ஸ்டார்டிங் பைன் வந்த பிறகு அந்த ஃபோட்டோ மேலே ஒரு தூரம் க்ளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி எடுத்துக்கங்க அதுக்கு நீங்கள் வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஈக்குவல் சிம்பிள் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு கையாலையே அதாவது விரலாலியே உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்த பிறகு டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துங்க அப்படி எல்லா ஃபோட்டோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃபோட்டோவும் ஷூம் பண்ண பிறகு நீங்கள் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு மறுபடியும் அந்த ஃபோட்டோமேல ஒரு தூரம் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வளர்ச்சி அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா கடைசியில் பாருங்கள் விக்னட் இருக்கும் அதை எனேபிள் பண்ணிங்க எல்லா ஃபோட்டோக்கும் நீங்கள் அதை எனபிள் பண்ணி வச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் பார்க்கறதுக்கு செம கிளாரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு இப்போ வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் அனிமேஷன் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் ஃபோட்டோ மேலே நீங்கள் ஒரு தடவை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வளர் வளச நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் கிளிக் கிராஃபிக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் ஃபோட்டோ பிரிண்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி இதில் ஆறு அனிமேஷன் இருக்குது இந்த ஆறையும் நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம் இந்த அனிமேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் மேலே வீடு மாதிரி இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் நெட்டை ஆன் பண்ணி வச்சிங்க அப்போ தான் இது ஒர்க் ஆகும் ஓகேங்களா இப்போ நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஸ்க்ரோல் ப்ரெண்ட்டு வந்தீங்கன்னா கீழே பாருங்கள் மாடர்ன் சிம்பிள்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா செலக்ட் பண்ண பிறகு மறுபடியும் நீங்கள் எப்படி ஸ்க்ரோல் ப்ரென்ட்டு வாங்க ஸ்க்ரோல் ப்ரென்ட்டு வந்திங்கன்னா கீழே பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ப்ரிண்ட் அப்படின் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கங்க நான் யாருக்குனே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதனால தான் எனக்கு டிஸ்பிளே அப்படி காட்டுது ஓகேங்களா பண்ண பிறகு பேக் பட்டன் கொடுத்துக்குங்க பேக் பட்டன் கொடுத்தப்படி மறுபடியும் இண்டாப்ஷன் இருக்கும் அதையும் நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோலையும் ஒவ்வொரு அனிமேஷனாக ஆட் பண்ணி எடுத்துக்கங்க ஆட் பண்ண பிறகு மேலே ரைட் ஆப்ஷன் இருக்கும் அது கொடுத்துங்க கொடுத்து வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு லைட் டெம்லைட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்டில் போய் எடுத்துக்கங்க இப்போ எடுத்த பிறகு இப்போ நீங்கள் வலைசை மறுபடியும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்பிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துங்க கொடுத்துட்டு மேலே ரைட் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துங்க கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் வலைசை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதில் ஸ்க்ரோல் பண்ணுங்க கீழே பாருங்க ஸ்கிரீன் இருக்கும் அதை நீங்கள் பண்ணிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய் எடுத்துக்கோங்க ஓகேங்களா எடுத்த பிறகு இப்போ எந்த அளவுக்கு இதுமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வச்ச பிறகு மறுபடியும் ஒருத்தர் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி வீடியோ எடுத்துக்க அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு இப்போ நம்ம ஃபைனலாக இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் லிரிக்ஸ் ஒன்று ஆட் பண்ண அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு வீடியோ ஸ்டார்டிங் பைன் வாங்க ஸ்டார்டிங் பைன் வந்த பிறகு மேலே பாருங்கள் டிகாப்ஷன் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க ஆனால் ஃபைனலாக ஒரு லிரிக்ஸ் வீடியோ ஒன்று ஆட் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை எடுத்துக்குங்க எடுத்துட்டு இப்போ நீங்கள் மறுபடியும் நீ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க ஸ்க்ரீன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அந்த லீக்ஸ் ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே கொண்டு வாங்க கொண்டு நீங்கள் வச்சிங்க வச்ச பிறகு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள் தேவையான வீடியோ நம்மளுக்கு ரெடி ஆகிட்டிங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு மேலே அம்புக்குறி மாதிரி இருக்கா அது நீங்கள் கொடுத்து உங்களுக்கு எந்த கிளாரிட்டி வேணுமோ அந்த கிளாரிட்டியெல்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்